அன்பு மகளே நான் தந்த அந்த குடத்துக்குள் என்ன இருந்ததென்றால் நீ நாலாவது வேதத்தில் உள்ள பிஸ்மீனை அடிக்கடி ஓதி வந்ததினால உன்னை கொன்றுவிட வேண்டும் என்று அந்த குடத்துக்குள் பயங்கர விசந்துக்களை அல்லவா நாங்கள் அடைத்து வைத்து தந்தேன் அப்படி இருக்க மகள் அது எப்படி இவ்வாறு உனக்கு நகையாக மாறியது என்று கேட்கும்போது அந்த பெண்மணி பதில் சொல்லுகின்றது அன்பு தந்தையே அதாவது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 பரிபூர்ணமான முறையில் நாம் அவங்களுடைய மதத்திலே சேர்ந்து விழுவமே ஆனால் நிச்சயமாக நாம் இதைவிட மேலான ஒரு அந்தஸ்தை நாம் அடைய முடியும் என்ற மன நிறைவு கொண்டு மனைவியும் அவர்களுடைய மகளுமாக நம்முடைய பெருமானார் நபி முகம்மது முஸ்தார் அனைவ் செல்லம் அவருடைய முன்பதாகத்தான் வந்து நடந்த விவரத்தை சொல்லி அவங்களுடைய கரம் பிடித்து கண்ணிலே வைத்து அந்த எகுதியாக கூடியவர் கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இசுலாத்தை ஏற்றிடுவான்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 அதாவது மார்க்க சம்பந்தமாவுடைய ஞான உபதேசங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இருட்டான நேரத்தில் தன்னுடைய விரலிலே ஒளி உண்டாக்கினார்கள் அந்த ஒளி பிரகாசிப்பதற்கு என்ன காரணம் பிஸ்மி இல்லாஹு ரஹமான் அந்த பிஸ்மியினுடைய ஒரு பாக்கியத்தை கொண்டு ஆகவே இப்படி அவர்கள் அன்று காலை முழுவதும் இறைவனுடைய பயபக்தியோடு இறைநேசர்களாக கூடியிருந்து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 அதாவது இடைவிடாதபடி ஏழு தினங்களாக நோன்பாக இருந்திடுவார் ராபியாவும் இடைவிடாது ஏழு நாள் நோம்பாக இருந்தார்களா இரவு பகலாக அண்ணன் ஆகாரங்கள் அருந்தாதபடி தண்ணீர் குடிக்காதபடி இப்படி ஏழு தினங்கள் அந்த அம்மா நோன்பாக நோம்பாக இருக்கின்றார்கள் அவங்களுடைய வீட்டில் எந்த விதமான கிடையாது கிடையாது அதே நேரத்தில் ஒரு இடத்தில் நின்றும் அவர்களுக்கு அரியாபுரத்தில் நின்றும் உணவு வருகின்றது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 ஆகா நாம் அடுப்பில இறைச்சியை கூட்டி நாம வைத்தோமே அது என்ன நிலையானதோ தெரியவில்லையே என்று அந்த ராபி அம்மா ஓடோடி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அடுப்பில வைக்கப்பட்ட அந்த இறைச்சியாக கூடியது அறு சுவையோடு பக்குவமான முறையில் ரொம்ப சுவையாகத்தானே சமைக்கப்பட்டிருக்கின்றது அதையும் கொண்டு வந்து இருவர்களும் தானே உண்டு பசியாறினார்கள்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 உண்மையை உலகினுக்கு எடுத்து காட்டிடத்து அணியில ஏழு பெண்கள் அதாவது அந்தஸ்தை பெற்று வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்ற ஆகவே அப்பெயர் கொற்ற அந்த தாய்குலத்தின் வழிவந்த தாய்மார்கள் ஆகிய நாமளும் நம்முடைய மனங்களில் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த காலத்தில் நாம் எப்படி நடக்கின்றோம்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 அதுபோன்று அந்த தாயவர்கள் அந்த ஹஜ்ஜியுடைய நாள் வந்ததும் அதே போன்று அதாவது ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு ஏற்பாடுகளையும் செய்து தன்னுடைய பிரயாண செலவுக்கு வேண்டிய காரியங்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜாமான்களை ஏற்றி செல்வதற்கு ஒரு கோவேறு கழுதையைத்தான் அவர்கள் கொண்டு வந்து அதன் மீது தன்னுடைய ஜாம்களையெல்லாம் ஏற்றி கொண்டு தானும் தன்னுடைய சகாக்களும் கூட்டத்தார்களுமாக ஒன்றுபட்டு மக்க மாநகரத்துக்குச் செல்ல வேண்டும் என்று வழி நடந்து வந்திடுவாங்க அந்த பெறும் அங்கு என்ன ஒரு காரணம் நிகழ்கின்றதையானால் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களுமாக ஒரு இடத்திலே தங்கி இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் முடித்து மீண்டும் அந்த இடத்தை விட்டு பயணப்படுகின்றார்கள் அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் அங்கு என்ன ஒரு நிகழ்ச்சி இவர்கள் ஜாமான்களையெல்லாம் ஏற்றி கொண்டு வந்தார்களே கோவேறு கழுதை அந்த கழுதையாக கூடியது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 நீங்கள் ஒன்றும் தயங்க வேண்டாம் அதாவது எங்களுடைய ஒட்டகங்களில் எங்களுடைய குதிரைகளில் உங்களுடைய ஜாம்களையும் ஏற்றிக்கொண்டு நாம் அக்காவுக்கு செல்வோம் என்பதாக சொன்னார்கள் அதே நேரத்தில் பி வி ராபியம்மா சொன்னார்கள் அதாவது அவ்வாவுடைய வீட்டிற்காக அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வரவேண்டிய வழியிலே என்னுடைய கழுதை இறந்துவிட்டது ஆகையினால் நீங்கள் எல்லாரும் செல்லுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் தான் நீ இருந்து ராபி அம்மாவும் இடத்தில் தான் வேண்டுகின்றார்கள் என்னுடைய பிரயாணத்தில் எந்த விதமாவுடைய தடையும் இல்லாது நான் செய்யக்கூடிய அந்த இறுதி கடமையை நிறைவோடு செய்வது செய்து வருவதற்கு நீ தான் எனக்கு துணை புரிய வேண்டும் என்று அன்போடு வேண்டி நின்றே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 அந்த அம்மா உள்ள உறுதியோடு உள்ள தூய்மையோடு இறைவனை வேண்டினார்கள் மருகணம் ஆண்டவனுடைய ஒரு குதிரத்தை கொண்டு இறந்த அந்த கோவேறுகள் அதை மீண்டும் உயிர் பெற்றதாம் எழுந்த உடனே மனதிருப்தி கொண்ட அந்த தாய் மீண்டும் தன்னுடைய ஜாம்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தார்களா பெரியோர்களே தாய்மார்களே சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி யார் தன்னை அர்ப்பணித்துக் அல்லாவுக்காக வேண்டி யார் இந்த உலகத்தில் தன்னுடைய உடல் பொருள் ஆகிய இந்த மூன்றையும் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களுடைய துவாவை அவர்களுடைய வேண்டுதலை அல்லாஹுத்தால் ஆண்டவன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றார் அதில் எந்த ஐயமும் கிடையாது எந்த விதமாக சந்தேகமும் கிடையாது உதாரணமாக நம்முடைய பெருமானார் நபி முகம்மதின் முஸ்தபா ரசூலே கரீன் அவர்களுடைய காலத்தில் அதாவது சஹாபா பெருமக்கள் எல்லாம்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 அதுபோன்று அக்காலத்தில் வாழ்ந்த அந்த பெரியார்கள் சகாபா பெருமக்களுடைய உள்ளத்திலே அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் நிறைந்திருந்தார்கள் அல்லாது வேறொன்று அல்லத்தில் வாழக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் எது நிறைந்திருக்கிறது என்பதை பற்றி நாமே எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோன்று அந்த ராபியத்தில் அல்லாவுடைய ஒரு இபாதத்தை செய்து கொள்வதற்காக அதாவது அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றிக்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 அதாவது சொந்தபதியா பசராவில் தானே வந்து தங்கி இருந்து அந்த இறைவனை தானே பகலும் பகலுமாக வணங்கி வந்தால் அருமை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 அதாவது இறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்களுடைய இல்லத்திலேயே அவர்களுடைய வீட்டில அவர்களிடத்தில் நசுகித்து பெறுவதற்காக அந்த ஆன்மீக அந்த சக்தியை அடைவதற்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் அங்கே கூடியிருந்தார்களாம் நிரம்பி இருந்தார்களா அப்படி நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ராபி அம்மா சொல்லுகின்றார்கள் என்னுடைய நேசர்களே என்னுடைய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 ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய வீட்டு விட்டு வெளியானார்கள் வெளியான உடனே அந்த ராபியா பசை அந்த தாயவர்கள் கதவுகளை தானே தாளிட்டு அவர்களுடைய இல்லத்துக்குள் இருக்கின்ற நேரத்தில் அங்கே பெயர்கொற்றவர் நிலைமை ஏற்படுகின்றதையானால் அந்த இறுதியான நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்னும் ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு இஸ்லாமி ராபியா அம்மாவுடைய வீட்டுக்குள் தானே வந்து இறங்கியதும் இஸ்லாயில் இஸ்லாத் அவர்களுடைய வருகையைத்தானே கண்டதும் அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் தூய்மையோடும் மன என்ன சொல்லுகின்றார்களையானால் யா யூ நபிசுல் முத்துமையின்னா இருஜி இலா ரப்பிக்கு என்று அந்த அம்மாள் அல்லாவுடைய அந்த வேத வாக்கியத்தை ஓதிக்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 வீட்டுக்குள் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கு எப்பட்சியை காணுகின்றார்களே ஆனால் அந்த இறைநெறி செல்வி ஆகிய ஆண்டோனுடைய நேசத்தை பெற்ற அந்த ஆத்மீக ஜோதியாக கூடியது அணிந்து விட்டது அது அமர ஜோதியாகிவிட்டது அன்னை ராபியாவாக கூடியவர்கள் இந்த பனாவான துன்யாவை விட்டு தொக்கால் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு அவர்கள் பயணப்பெற்று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 கண்டவர்களெல்லாம் கண்களைங்கிங் அளிதிடுவார் கண்ணீர் விட்டு சொல்லிடுவாரில் பத்னியாபியாவில் அவர்கள் அற்புத முகத்தை பார்த்தி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 அதாவது நம்மோன்ற பெண்மணிகள் இந்த உலகத்தில் நம்மளை பார்த்து பின்பற்றி நடக்க வேண்டும் நல்லாக ஆக வேண்டும் என்று முன்மாதிரியாக வழிகாட்டியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள் வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள் ஆகவே அன்புள்ளங்கொண்ட அருமை பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே இந்த ராபியத்துல் பசரியா அந்த அன்னை அவர்களுடைய ஒரு சரித்திர சிறப்பு இம்மட்டோடு நிறைவு பெறுகிறது ஆகவே அருமை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 மார்கத்தில் உண்டாகிய வேதங்களை அவர்களுக்கு போதித்து கொடுத்து நல்ல ஒழுக்கங்களையும் உயர்ந்த பண்புகளையும் அல்லாவுடைய பயபக்திகளையும் அந்த சின்னஞ்சிலாருடைய உள்ளத்திலே பதியும்படி செய்து நேர்வழி காட்டக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களாக இந்த உலகத்தில் நீங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும் என்று அன்னை ராபியா பசையாவுனுடைய சரித்திர வரலாறில் நின்றும் இதனுடைய ஒரு படிப்பினையாக ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய உள்ளத்திலே நீங்கள் இதை மிகவும் பெரிதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக இந்த சரித்திரத்தினுடைய வரலாறு அன்னை ராபியாவுடைய ஒரு சிறப்பு தங்கிய அந்த அன்னையினுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு இம்மட்டோடு ஆகவே இது நேர வரைக்கும் உங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாதிருந்து சிறப்பாக அன்னை ராபியாவினுடைய வாழ்க்கை வரலாறை அமைதியாக கேட்டிருந்த அத்தனை பேர்களுடைய உள்ளங்களிலேயும் இறை பக்தியும் இறை நேசமும் பெருகி இதுபோன்று மெய்யடியார்களாகிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேரக்கூடியவர்களாக நம் அனைவிரையும் அவ்வாறு ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக